வணக்கம் நம்ம இப்போ இந்த வில்லேஜ் ஃபுட்ஸில் பார்க்க போகிறது கற்பூர வள்ளி வாழைப்ப வாழைப்பழத்தை பற்றி இந்த கற்பூர வள்ளி வாழைப்பழம் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது வயிற்றில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக செறிக்கவும் செய்யும் அது உடலுக்கு நல்ல வீரியத்தையும் தரும் நீங்கள் தினமும் சாப்பிடும்போது ஒரு அரை மணி நேரம் மதியம் இரவு அந்த மாதிரி அந்த இந்த கற்பரை வலி பழத்தை சாப்பிடுங்க அதனால் சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரம் சரிக்கும் அது இல்லாத உடலுக்கு நிறைய உயரியத்தையும் கொடுக்கும் எங்கெல்லாம் கற்பர மழை கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்கி சாப்பிடாம இருந்துடாதீங்க கிடைக்கிற இடம்